இஸ்லாம் என்பது உலகின் 24 நாலு சதவீத மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதன் பொருள் சரணடைதல் என்பதை குறிக்கும் சிலர் அதன் பொருள் அமைதி எனவும் வரையறுக்கின்றனர் ஆயினும் உலக அரங்கில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் ஒரு நிலையை பார்க்கிறோம் எனது வாழ்வில் நான் கண்ட பல நல்ல உள்ளங்கள் இஸ்லாமியர்களே நன்மை செய்வதில் முழு தீவிரம் காண்பிப்பதை நான் பல வேலைகளில் பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்க இந்த சமுதாயம் ஏன் இஸ்லாமியர்களை வெறுக்கிறது எதிரான எதிர்வினை முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்ற கேள்விகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகின்றது அதே சமயத்தில் பல்வேறு இடங்களில் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறைகளில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு அதிகமாக உள்ளதாக பல தரவுகள் தெரிவிக்கின்றன இப்போது பல நல்ல உள்ளங்களை கொண்ட இஸ்லாமிய சமுதாயத்தில் எவ்வாறு இத்தகைய தீய முளைக்கின்றன என்பதை ஆராய வேண்டிய கட்டாயம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது அத்தகையதொரு ஆய்வை மேற்கொள்ள இந்த யூடியூப் சேனல் முயற்சிக்கிறது இஸ்லாமியர்களை அன்பு செய்வோம்